அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல உலகம் தமிழர்கள் பற்றிய ஒரு பற்றிய நெருப்பா சிறப்பா வளர்ந்து வருது அதுல இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கு சமூகம் தெலுங்கு இனம் மக்களுக்கு அல்லது கன்னட மக்களுக்கு மலையாளி மக்களை வாழ்றாங்க இல்லையா இது முன்மு வந்து இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சம் ஏற்படுறது போல கருதோம் அல்லாதவர்களுக்கு இது ரொம்ப சிறப்பான கேள்வி நீங்க எல்லா கேள்வியுமே நல்ல தேர்ந்தெடுத்து அல்லது ஆழை எண்ணி சிந்தித்துதான் கேட்கறீங்க அப்படி அச்சப்பட வேண்டியது இல்லை என்பதை நம்ம முதல்ல அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்க எந்த மொழிக்காரங்க இப்போ வர்ற வடக்கு கூட வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும் முறைப்படுத்தணும் எப்பொழுதும் சட்ட விரோத சமூக விரோத சட்டத்துக்கு எதிரான சமூகத்து சமூக ஒழுங்குக்கு எதிரான சட்ட ஒழுங்குக்கு எதிரான செயற்பாடுகளை தமிழ் குமுகம் ஒரு காலம் அங்கீகரித்ததில்லை அது கடந்த இருபத்தேழாயிரம் முப்பதாயிரம் முதற் சங்க காலம் தொட்டு இன்றைக்கு வரை தமிழ் குமுகம் அது பறந்து விரிந்த இந்தியம் எனப்படுகிற இந்த நிலப்பரப்பு எங்கும் வாழ்ந்த சரி பின்னால் அது சுருங்கி சுருங்கி சுருங்கி சுருங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுகளுக்கு பிறகு ஒரு சுருங்கிய தமிழ்நாடாக தமிழகமாக ஆன பிறகும் சரி தெரிஞ்சது தானே நம்முடைய கொள்கை யாதும் ஒரே யாவரும் கேள் நன்றும் பெறதர்வாரா நோதலும் தண்ணிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவது என்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொடு வானம் தண்துளி தலையி ஆனாது கல்பொரு மல்லல் பேர் நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறு உயிர் முறை வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்த நமகளின் மாற்றியின் பெரியோரை வியத்திலும் இல்லாமல் சிறியொரை எழுதல் அதனிலும் அந்த பிராமணர்கள் எனப்படுகிற ஊதாரியருக்கு கூட அவங்களா அந்த பெயரை இந்த நாட்டை கட்டமைக்கலை கட்டமைக்க முடியாது அவர்களுக்கு இந்த நாட்டை அவர்கள் ஏய்த்து பிழைப்பதற்காக வழிவகுத்து கொடுத்தவர்கள் ஆங்கிலேய வெள்ளை ஆதிக்க வெறிபிடித்த பண பணம் என்கிற ஒரு தாளை உருவாக்கி அதன் வழி இந்த உலகை உலகத்தையே அதற்குள் கட்டி கடந்த ஐநூறு ஆண்டுகளாக மிக கடினமாக திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு சிறிய உலக உலகள உலகளாவிய ஒரு ஒரு ஊதாரிய கூட்டம் அது ஒரு ஊதாரிய கூட்டம் இந்த ஊதாரிய பிராமணர் என்று சொல்லப்படுகிற ஊதாரியருக்கு பின்பலமாக நிற்பது அந்த ஊதாரிய கூட்டம் தான் அவர்கள்தான் இந்த நாடு இந்தியா என்கிற நாடு இந்தியாங்கிற இது நாடல்ல ஒரு அற ஒரு ஆட்சி முறை ஒரு ஆதிக்க ஆட்சி முறை உருவாவதற்கு பின்பலமாக இருந்து செயல்பட்டு கட்டமைத்தவர்கள் இந்தியாவில் தமிழகத்தில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அதை பற்றி சிறப்பான கேள்விங்க களப்பர களப்பிரர் எனப்படுகிற சொற்பதமே எம்மை பொறுத்தவரையில் ஏற்படையதில்லை அது கலப்பாளர் என்று தான் சொல்லணும் அதாவது தமிழகத்துக்குள் அப்படின்னு சொல்கிறதும் சரிதான் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழகம் தமிழ்நாடு அல்ல அன்றைக்கு இருந்த அந்த கிபி என்று சொல்லப்படுகிற அந்த பொது ஆண்டு இருநூற்றி எழுபத்தி ஆண்டு அலையலையாக ஒரு அநாகரிக கும்பலாக போர் வெறிகூண்டு அறநெறியற்ற போர் வெறியர்களாய் இங்கே அலையலையாய் நுழைந்த அந்த கலப்பா களப்பிரர் எனப்படுகிற கலப்பாளர் தமிழகத்துக்குள் நுழைந்தனர் ஆம் தமிழகத்துக்குள் தான் நுழைந்தனர் அது அன்றைய தமிழகம் எங்கே இருந்ததுன்னா இன்றைய மராத் மரா மர எனப்படுகிற மராத்திய பகுதி கர்நாடகா இந்த பக்கம் ஒரிசாவை ஒட்டிய பகுதிகள் ஆந்திரா கேரளா இது எல்லாமே அன்றைக்கு தென் தமிழகம் இப்போது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிபி எனப்படுகிற பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டில் இருபது இது இருபத்தொன்னாம் நூற்றாண்டு அப்போ இருபத்தொன்னு மூணுனா ஒரு பதினெட்டு நூற்றாண்டு பதினெட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு தென்னகம் தென் தமிழகம் என்பது அல்லது தென் தமிழ்நாடு என்பது இன்றைக்கு தென்னிந்தியாவாக இருக்கிற பகுதிகள் அதுக்குள்ளே தான் அவங்க நுழைஞ்சாங்க அப்படி நுழைந்தவர்கள் கலப்பாளர் அந்த கலப்பாளரை நீண்ட நாட்களாக இந்த அன்றைய தமிழகமான தமிழ்நாடான இந்த பகுதிக்குள்ளே வந்து கைப்பற்றி இதை கொள்ளையடிக்கணும் அல்லது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான வாழ்கிறாங்க அவங்க அதை நம்மளும் போய் அதை பிடிக்கணும் என்கிற ஒரு திட்டமிடல் வடக்க இந்த உதாரிய பிராமணரிடம் இருக்குது அவர்கள் நேரடியாக அதை செய்ய முடியாது என்பதால் அந்த கலப்பாளர் கூட்டத்தை இங்கே அனுப்புகிறாங்க அதுக்கு தலைமையேற்று திட்டமிட்டு கொடுக்குறாங்க அவர்களோடு வந்தவர்கள் வம்ப மோரியர் மற்றும் வம்பவடுகர் என்று நாம் கேள்விப்படுறோம் அந்த வம்ப மோரியர் என்பது இன்றைக்கு மராத்தியரராக மாறிக்கிறாங்க வம்பவடுகால் இன்றைக்கு தெலுங்கராக மாறி நிற்கிறாங்க அந்த களப்பரர் எனப்படுகிற கலப்பாளர் தான் கன்னடாராக மாறி நிற்கிறாங்க அன்றைய களப்பரர் எனப்படுகிற கலப்பாளர் பேசிக்கொண்டு வந்த மொழி கொஞ்சம் செயற்கையாக செய்யப்பட்ட சம்ஸ்கிருதம் எனப்படுகிற அன்றைக்கு எழுத்து வடிவம் கிடையாது அந்த சமஸ்கிருதம் எனப்படுகிற சங்கதத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது இது பின்னால் தான் உருவாக்கப்பட்டது அது ஒளியாக தான் இருந்தது ஒரு வாயு ஒளி மொழியாகத்தான் இருந்தது குரல் ஒளி மொழியாகத்தான் இருந்தது ஒழிப்பு மொழியாக தான் இருந்தது பேச்சு மொழியாக அதுவும் பறந்துபட்ட மக்களிடம் கிடையாது ஆட்சியாளரிடம் ஆட்சியாளரிடம் உழவு பார்க்கிறவர்களிடம் குறிப்பாக ஊதாரி பிராமணரிடம் அவர்களிடம்தான் இருந்தது அவர்கள் அந்த வம்ப மோரியரை வம்பவடுகரை கலப்பாளரை இங்கே பின்னாலிருந்து இயக்குகின்றனர் அவங்க வந்து நுழைந்தனர் அவர்கள் நுழைந்த பொழுது அவர்கள் கொஞ்சம் அந்த சங்கதம் சமர்க்கிருதம் எனப்படுகிற சங்கதத்தை தென் தமிழிலே கலந்து உருவான மொழிதான் அந்த கலப்பாளம் அது இங்கே வ இப்போ வரைக்கும் அந்த கலப்பாளம் தான் இங்கே பேசப்படுது அதாவது நாங்கள் பல ஆண்டுகளாக அங்கே வாழ்கிறோம் அப்படின்னு இன்றைக்கு கூட அந்த பிரச்சனையில் பேசுகிறாங்கல்ல சீமான் சீமான் ஐயா வந்து ஈரோடை கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சொல்லாத ஒன்றை சொல்லியதாக சொல்லி பிரித்து எப்படி இவர்கள் பேசாததை பேசியதாக சொல்லாததை சொல்லியதாக திரிக்கிறார்களோ அப்படி தான் மொத்த வரலாற்றையும் திரித்து வைத்திருக்கிறார்கள் இவங்க அப்படித்தான் கலப் கலப்பாளர் என்பதை கலப்பரர் என்று திரிச்சிருக்காங்க வடவர் என்பதை வடுகர் என்று திரிச்சிருக்காங்க ஊதாரியர பிராமணர் என்று திரிச்சுருக்காங்க இப்படியெல்லாம் அவர் இவர்களுக்கு பின்புலமாக நிற்பது இந்த பிராமணம் பிராமணியம் அதுதான் உண்மை அந்த வகையில் இந்த கலப்பாளர் கலப்பிறர் எனப்படுகிற கலப்பாளர் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆயிரக்கணக்கான நாடுகளாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க கொஞ்சம் தமிழில் அதாவது முழு தமிழில் கொஞ்சம் சங்கதம் கலந்த பொழுது அது கலப்பாளம் கலப்பிரம் ஆனால் அதிகமாக கலக்க கலக்க அது அந்த பக்கம் அப்படியே கன்னடமாக மாறுது இந்த பக்கம் அதிகமாக சங்கதம் கலக்க கலக்க வடுகு தெலுங்காக மாறுது இந்த பக்கம் கொச்சை தமிழ் மலையாளமாக மாறுது இதுதான் உண்மை அதாவது இன்றைக்கும் கன்னடத்தினுடைய அனைத்து ஜாதிகளுக்கும் தாய் யார் மூலம் யார் ஆதி யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கன்னட அருந்ததியர் என்று தங்களை நம்பிக்கொண்டிருக்கிற நாமும் சொல்லிக்கொண்டிருக்கிற அந்த கலப்பாள மொழி பேசி கொண்டு வந்த மக்கள்தான் அதே போல் ஆந்திராவில் இருக்கிற அனைத்து ஜாதிகளுக்கும் அது எம்பிசி பிசி ரெட்டி நாயுடு நாயகர் அத்தனை ஜாதிகளுக்கும் ஆதி மூலம் தாய்க்குடி என்பது தாய்ஜாதி என்பது தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுவதாக நம்பிக்கொண்டிருக்கிற அவர்களே நம்பிக்கொண்டிருக்கிற நாமும் நம்பிக்கொண்டிருக்கிற நம்மால் சொல்லப்படுகிற வடுககு மொழியை இன்றைக்கு வரைக்கும் விடாமல் பேசி கொண்டிருக்கிற அருந்ததிய மக்கள்தான் அனைவருக்கும் தாய்க்குடி அதாவது தெலுங்கு ஜாதிகள் அத்தனைக்கும் தாய்க்குடி இங்கே தெலுங்கு என்று நம்பிக்கொண்டு வடுகை பேசி கொண்டிருக்கிற அருந்ததியர் கன்னட ஜாதிகள் அனைவருக்கும் தாய்க்குடி இங்கே கன்னடம் என்று நம்பிக்கொண்டு அந்த மூன்றாம் நூற்றாண்டு இங்கே நுழைந்த போது அவர்கள் பேசி கொண்டு வந்த அந்த கலப்பிறர் என சொல்லப்படுகிற கலப்பாளர் பேசிய மொழியை விடாமல் பேசி கொண்டிருக்கிற அருந்ததிய மக்கள்தான் இன்றைய கன்னட அனைத்து ஜாதிகளுக்கும் தாய் இதுதான் உண்மை இதுக்கு சான்று சாதாரணமாக பார்க்கலாம் நீங்கள் இங்கே தான் வந்து இவங்களை ஆதித்தமிழர் என்று பாவளியர் தான் பேர் வைக்கிறாரு ஆனால் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெயரே ஆதி ஆந்திரா அப்படின்னா அதேமாதிரி கர்நாடகாவில் இவங்களுக்கு என்னடா பேர்னு கேட்டிங்கன்னா ஆதி கன்னடா அதாவது அவர்கள்தான் ஆதி நமக்கு எப்படி தமிழ் குடிகள் அனைவருக்கும் நம்முடைய தாய்க்குடி குறவர் வேட்டுவர் இருளர் புளையர் போன்ற குறிஞ்சி முல்லைக்குடிகள் இருந்தாலும் கூட நமக்கு தாய்க்குடியாக பறந்துபட்ட அளவில் அறியப்படுகிற குடி பறையர் கொடி பறைக்குடி தான் அதுபோல் அவர்களுக்கு அதாவது தெலுங்கர்களுக்கு இன்றைய தெலுங்கர்களுக்கு தாய்கொடி வடுகர் தான் அந்த வடுககு இங்கே தான் இருக்குது ஆந்திராவில் அதே கன்னடர் அனைவருக்கும் தாய்குடி இங்கே இருக்கிற கலப்பாள மொழி பேசுகிற கன்னடம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற அருந்ததிய மக்கள் தான் அதனால் அவர்கள் இன்றைக்கு வரக்கு இருக்கிறாங்க அவர்கள் வந்த பிறகு தான் தென் தமிழகம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரலாறு தெரிந்த இன்றைய இளையோருக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொடங்கி ஐம்பத்தாறு வரை நடந்த அந்த மொழி வழி மாநில பிரிவினைகள் மாநில பிரிவினைகள் அது வரைக்குமே நம்ம ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லாமே சென்னை ஒட்டிதான் சென்னை ராஜதானின்னு தான் அதுக்கு பேர் வந்தது தலைநகரம் வந்து சென்னை தான் அப்போது அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இப்போது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கூட அது ஒட்டுமொத்தமாக சென்னை தலை மாகாணம் என்கிற பெயரில் தான் செயல்பட்டு கொண்டிருந்தது ஆனால் அப்படி உருவாவதற்கு அடிப்படையானவர்கள் இங்கிருப்பவர்கள் தான் நாம் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை இங்கே இருக்கிற வடுகர்கள்்தான் அனைத்து தெலுங்கர்களுக்கும் தாய்க்குடி இங்கிருக்கிற கலப்பாள அருந்ததியர்கள்தான் அனைத்து கன்னடர்களுக்கும் தாய்க்குடி அவர்கள் வந்தது பொற்காலம் இருண்டகாலம் என்று இரண்டு வேறுபட்ட தருக்கங்கள் ஓரியாட்டங்கள் விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது தமிழ் கமுகத்தில் எம்மை பொறுத்தவரைகளே அவர்கள் வந்தது ஒரு இருண்டகாலம்தான் அது மூணு நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கிபி என்று சொல்லப்படுகிற அந்த பொது ஆண்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி தொடங்கி அறநூற்றி இருபத்தஞ்சி அல்லது ஐநூற்றி எழுபத்தஞ்சு இப்படி ஒரு ரெண்டு வகையாக சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி முந்நூறு ஆண்டுகள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய தமிழ் அழிப்பு வேலை என்பது தொடங்குது அது அப்படியே தொடர்ந்து பன்னெண்டு கிபி என்று சொல்லப்படுகிற பொது ஆண்டு பன்னெண்டு பதிமூணில் மிகப்பெரிய அளவில் அது அது கி கிபி மூணுல போடப்பட்ட அந்த விதை பன்னெண்டு பதிமூணில் நல்லா முளைச்சி இங்கே நம்முடைய தாய் தமிழ் காணாமல் போகுது காணாமல் போயிட்டு அப்போ இருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மருவி இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிற மொழியே முழுக்க முழுக்க அந்த கலப்பாளமும் அந்த வடுகும் கலந்த தமிழே தவிர நம்முடைய தாய் தமிழ் கிடையாது அப்படி நம்ம தாய் தமிழை பேச முனைந்தார் முனைந்தால் நமது தமிழரே நமது தமிழர் இளையவரே தமிழ் அறிவரே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இது தூயத்தமிழ் தனித்தமிழ் என்றெல்லாம் சொல்லிக்கிறாங்க நாம் அப்படி சொல்ல வேண்டியதில்லை இது கிபி மூணுக்கு முந்தைய தாய் தமிழை நாம் மீட்கணும் கிபி மூன்றுக்கு முந்தைய பொது ஆண்டு மூணாம் நூற்றாண்டுக்கு முந்தைய தமிழை தமிழர் வரலாற்றை இந்த தமிழ் நிலத்தின் வரலாற்றை மீட்டெடுத்தால் மட்டும்தான் நம்ம உண்மையான வரலாற்றை மீட்டவராக ஆனோம் ஆவோம் என்னுடைய முதலடியே என்ன சொல்கிறோம் யாத முறை அவரும் கேளுதான் அப்போது இங்கே வந்து நம்ம யாரையும் எந்த மாந்தர் மாந்தர் அல்ல எந்த உயிரையுமே நாம் வந்து பகையாக எண்ணியோர் அல்ல நினைத்தோர் அல்ல நினைப்போர் அல்ல அதனால் அப்படிப்பட்ட அச்சத்தை முதல்ல இங்கே வாழுகிற பிறமொழியாளர்கள் கைவிடணும் ஆனால் அதே நேரத்தில் எங்கள் மீது நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கிற பல நூற்றுக்கணக்கான ஆண்டு ஆதிக்கப்போக்கை இனியும் தொடர முடியாது அது உண்மை நீங்கள் கேட்ட கேள்வியில் என்னொரு ஒரு நுட்பம் இருக்குது என்னென்னா உலகெங்கும் வாழ்கிற தமிழர்கள் மத்தியிலையும் இது ஒரு பெரிய எழுச்சி உருவாகியிருக்குது தமிழ்நாட்டு இளையோர் மத்தியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு பொதுநலம் கொண்ட பொதுநல நோக்கம் கொண்ட தமிழர் மத்தியில் மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்கிற தமிழர் மத்தியில் இது ஒரு தமிழர் இது ஒரு எழுச்சி உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறீங்க மிக சரியானது உலகெங்குமே நான் ஒன்றும் உலகெங்கும் சுற்றி வந்தவன் அல்ல ஆனால் உலகத்தின் பல நாடுகளில் உள்ள தமிழ் தெய்ச்ச சிந்தனையாளரோடு ஈழ விடுதலை சிந்தனையாளரோடு கொஞ்சம் பெரிய அளவில் சில நாடுகளில் இருப்போராடாவது நம்ம உறவில் இருக்கிறோம் தொடர்பில் இருக்கிறோம் அப்போது அவங்ககிட்ட கேள்விப்படுற பல செய்திகள் என்னென்னா உலகெங்கும் இருக்கிற பல்வேறு தமிழ் அமைப்புகள் தமிழ்ச் சங்கங்கள் தமிழ் மன்றங்கள் கலை அமைப்புகள் இது எல்லாமே எல்லா இடங்கள்லேயுமே இந்த பிறமொழியாளர் தான் பொறுப்புகளாக உக்காந்துட்டுருக்காங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பிறமொழியாளர் தான் இப்போ வரைக்கும் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்களோ அதுபோல் தான் உலகெங்குமே இருக்குது இப்போ தான் அதெல்லாம் உடையுது இப்போ தான் தமிழ்நாட்டுக்குள்ளே உலகெங்கும் நிகழ்வுது இல்லை நாங்கள் அதான் வரணும் தமிழர்கள் தமிழுக்கான அமைப்பை இருக்கணும் அப்படின்னு நாங்கள்கூட கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைக்கி பெரிய அளவில் எதுனமோ ஒரு அக்கட்சியாக அமைப்பை வச்சுட்டு இருக்கிறாரு ஆளி செந்தில்நாதன் ஒருத்தர் அவர் நம்ம ஊர் குமாரபாளையத்துக்கு வந்து ரெண்டு மூணு கூட்டங்களை தொடர்ந்து நடத்தினார் அவருடைய அமைப்பை இங்கே கட்டணுங்கிறதுக்காக அப்போ கூட நான் வந்து ரொம்ப கோபமாக கேட்ட கேள்வி அவரை உட்கார வச்சிட்டு கேட்டேன் அதில் பல பிறமொழியாளர்களையும் சேர்த்து கேட்டேன் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க தமிழனுக்கு தனக்கான அரசியலையோ தனக்கான அரசையோ அமைத்து கொள்வதற்கு அறிவில்லை அவனுக்கு அது பத்தாது முடியாது அவனுக்கு தெரியாது அதனால் கடந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளில் ராஜராஜ சோழ அருண்மொழி தேவன் ராஜராஜ சோழன் அவனுடைய மகன் அரசேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்த அந்த முந்நூறு ஆண்டுகளை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆண்டுகளாக முன்னால் ஒரு ஏழு எட்நூறு ஆண்டுகள் பின்னால் ஒரு ஏழு எட்நூறு ஆண்டுகள் ஆக மொத்தம் ஆயிரத்தி ஆண்டுகளாக நாங்கள்தான் உங்கள் மீது ஒரு போர் வெறியோடு வந்து அறநெறியற்ற போர் வெறியோடு வந்து சென்னாய் கூட்டங்களோடு பழகிய நாய் கூட்டங்களோடு வந்து அலையலையாக வந்து இங்கே ஒரு போர் வெறிகொண்டு நம்மீது இந்த அன்றைய தென் தமிழகமான இன்றைய தென்னிந்தியாவுக்கு நுழைந்து ஆட்சியை கைப்பற்றியவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த விடலைங்கிறதான் இடையில் பிற்கால பாண்டியர்களும் பிற்கால சோழர்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் நாம் அதிலேருந்து மேலே முடியலைங்கிறது தான் ஆனால் அந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கூட அப்படிலாம் நடத்த முடியாது நடக்க முடியாது என்கிற ஒரு எழுச்சி ஒரு மீட்புக்கான வேலை தொடங்கிருச்சு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதாவது பெருமொழியாளர் யாரும் இங்கே பயப்பட வேண்டியதில்லை யாரும் எங்களுக்கு பகையோ எதிரிகளோ இல்லை நாங்கள் உங்கள் அனைவருக்கும் தாய் நாங்கள் உங்களுக்குள்ள குஞ்சுகளுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று சண்டை அண்ணன் தம்பி அக்கா தங்கை சண்டை தவிர ஆனால் தாய்க்கு வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரே பிள்ளைங்க தான் தாய் வந்து இந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை அந்த பிள்ளை சரியில்லாத பிள்ளைன்னு ஒன்றும் கிடையாது எல்லோரும் தாய்க்கு பிள்ளைகள் தான் அந்த வகையில் அதே நேரத்தில் நீங்கள் தாயவே போட்டு மிதித்து காலி போன நினச்சிங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும் உங்கள் தாயான தமிழ்மொழி தமிழரான நாங்கள் இன்றைக்கும் இளமையோடு ரொம்ப இது நான் ஒன்றும் பேச்சுக்காக சொல்லுக்காகலாம் சொல்லலை உண்மையிலேயே நல்ல தமிழே சங்ககால தமிழை நல்ல தமிழை பேசினாலே நம்ம வந்து இளமையோடு இருக்கலாம் என்று வாரியாரெலாம் மேடைகளில் சொன்னதாக சொல்லுவாங்க அது ஏதோ அவங்க சும்மா ஒப்புக்கு சொல்லியிருக்காங்க நினச்சேன் அப்படி இல்லை உண்மையிலேயே தமிழை நல்ல தமிழை தூய தூயத்தமிழ் தனித்தமிழ் என்று இவங்க சொல்கிறாங்களே அந்த தாய் தமிழை பேசினாலே இளமையோடு இருக்கலாம் என்பது உண்மையான ஒரு ஒரு நடைமுறை நிதர்சனமாகத்தான் இருக்குது அந்த வகையில் தமிழை வந்து நீங்கள் ஏற்கனவே கலந்து கலந்து ஒரு கலப்பாளத்தை கலந்து வடுகை கலந்து இங்கே நாசம் பண்ணிட்டீங்க இன்னொரு செய்தி முக்கியமான செய்தி என்னென்னா இங்கே இருக்கிறவங்கலாம் தெலுங்கர் இங்கே இருக்கிறவங்கலாம் கன்னடர் இங்கே இருக்கிறவங்கலாம் மலையாளி என்று சொல்வதில் எனக்கு உடன்பட கிடையாது பதிமூணு அந்த விஜயநகர கிருஷ்ணதையர தேவராயன் தேவராயனுடைய ஆட்சிக்கு பிறகு வந்தவர்கள் அதுவும் அவங்கள கூட நம்ம முழு தெலுங்கர்னு சொல்ல முடியாது அப்போ அந்த காலத்திலேயே ஏன்னா அதுவே இப்போ வந்து ஆறு ஏழு நூற்றாண்டுகள் ஆச்சு அந்த ஆள் ஆறு ஏழு நூற்றாண்டுகள்தான் அந்த மொழி வந்து தன்னை மேலும் மேலும் வளர்த்தெடுத்து தன்னை செம்மையாக்கி செழுமைப்படுத்தி வச்சிருக்குது அதுக்கு முன்னாடி அது ஒரு முழு தெலுங்கோ முழு கன்னடமோலாம் கிடையாது அது ஒரு அறகுறை மொழிகள் தான் அப்போது அந்த மொழிக்கு பேர் என்னன்னா வடுககு கலப்பாளம்தான் அப்போ இங்கே இருக்கிறவங்க அதிகமான தங்களை தெலுங்கர் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் அதிகமானோர் வடுகர் அதே போல் இங்கே தங்களை கன்னடர் என்று நம்பிக்கொண்டிருக்கிற அதிகமானோர் கலப்பாளர் தான் பதிமூணு பதினாலுக்கு பிறகு வந்தவர்கள் வேணும்னா கொஞ்சம் முழுமையான இப்போ ஆண்மை காலம் வந்திருப்பாங்க இல்லையா நம்ம ஐயா பேமா கூட சொல்கிறாரு இந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு வந்தவர்கள்லாம் வெளியேறுங்க அல்லது அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காதிங்க அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் இருந்துட்டு போங்க அவர்களுக்கு வாக்குரிமையோ மற்ற நிலமுளை சொத்து அசையா சொத்துகளோ இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்கிறாங்க அதில் நமக்கு உடன்பாடு இல்லை அது வேறு செய்தி அதுபோல் அது ஒரு காலகட்டம் இருக்குதில்ல அப்படி பதிமூணு பதினாலுக்கு பிறகு வந்தவர்களை வேணாம் ஓரளவுக்கு அது முழு தெலுங்கர் முழு கன்னடர் முழு முழு மலையாளின்னு சொல்லாமே தவிர அதற்கு முன்பு கிபி கிபி மூன்று நல்லா சொல்லப்படுகிற அந்த பொது ஆண்டு மூணாம் நூற்றாண்டில் வந்தவர்களை நம்ம தெலுங்கர் என்றோ கன்னடர் என்றோ மலையாளி என்றோ மராத்தி என்றோ சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் மலையாளிகளை பொறுத்த அவங்க எங்கேருந்து வரல அங்கே நம்மளுடைய சேரநாடு அப்படியே சாரளம் சேரளமாகி சேரளம் கேரளமாகி அப்படி நிற்கிது அங்கே தான் இருக்கிறாங்க மற்றபடி மௌரியர் என்கிற மௌரியர் என்கிற பெயரில் மராத்தியத்திலேருந்து வந்தவங்க தான் தஞ்சை பின்னால் ஆண்ட அந்த மராத்திய அரசர்கள் இந்த பக்கம் கலிங்க பகுதி இன்றைய ஒரிஷா ஆந்திரா பகுதியிலிருந்து வந்தவங்க தான் இன்றைய தெலுங்கர் ஆகி இந்த பக்கம் கன்னட கர்நாடக பகுதியிலேருந்து வந்தவங்க கலப்பாளர் கல கலப்பிறர் எனப்படுகிற கலப்பாளர் தான் இன்றைக்கு கன்னடர்கள் எந்த ஒரு ஏங்கில் பூங்கிலான தெளிவு நமக்கு இருக்கணும் அவங்களுக்கும் அது இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு அது இல்லை அந்த தாங்கள் பேசுகிறதான் கன்னடம்னு நினச்சிட்ருக்கிறாங்க இவங்க போய் கன்னடாவில் கர்நாடகாவில் இவங்க பேசுகிற கன்னடத்தை பேசுனா அவங்க ஒத்துக்க மாட்டாயே போடான்றோம் அதே தான் தெலுங்கர்களுக்கும் தெலுங்குன்னு சொல்லிட்டுருக்கிற வடுகர்களுக்கும் எனவே இந்த ரெண்டுங்கெட்டான் தன்மையை முதல்ல விடுங்க இன்னொன்னும் சொல்லணும் இந்த இரண்டகம் இரண்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஈழத்தில் இருக்கிற கருணா அவரை இரண்டகர்னு சொல்ல முடியாது துரோகின்னு சொல்ல முடியாது ஏன் ஏன்னா அந்த அர்த்தம் வேறு இவங்க அர்த்தத்தை கற்பித்து கற்பித்து தமிழ்மொழிக்கு பல அர்பம் இவங்களாக புதிய அர்த்தங்களை கற்பித்து கற்பித்து உண்மையான அந்த பொருளை பொருண்மையை உணர முடியாமல் தெரிய முடியாமல் அறிய முடியாமல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இரண்டகம் என்பது தான் தோ தோ தோகம் துரோகம் அப்படின்னு ஆகுது அப்போ இரண்டகம்னா என்ன ரெண்டு அகமாக இருக்கணும் அது எப்படி தமிழ் மட்டுமே எனக்கு தெரியும் அப்படின்னா அது எப்படி இரண்டகமாகும் அல்லது ஆங்கில அறிவு இருக்கலாம் இந்தி அறிவு இருக்கலாம் ஃப்ரெஞ்சு அறிவு இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அது வேறு அந்த மொழியில் சிந்திக்க போகிறதில்லை தமிழில் மட்டும்தான் சிந்திக்க முடியும் ஆனால் கலப்பாளம் என்பது என்ன இன்றைய கன்னடம் சரி அந்த கலப்பாளம் தமிழா இல்லை கன்னடமா இல்லை அப்போ அது என்ன ரெண்டு ரெண்டும் கெட்டா அந்த அதுதான் ரெண்ட உண்மையான ரெண்டகர் யார் என்பதை நீங்கள் நல்லா ஆழ யோசிக்க நான் சொன்னேன் இதுக்குள்ளேயே அவங்க யார் என்னென்று இருக்கு அதை நம்ம பேசுவோம் பேசுகிற கால வரும் பொழுது பேசுவோம் நாம் பொறுமையானவர்கள் ஏன்னா பூமி தாய் பொறுமையானவள் அதுபோல் தான் தெலுங்குக்கும் கலப்பாளம் கன்னடத்துக்கும் எனவே இரண்டகம் என்றாலே அந்த மொழியும் அல்லாமல் இந்த மொழியும் முழுமையாக தெரியாமல் அந்த மொழியும் முழுமையாக தெரியாமல் ரெண்டும் கெட்டு போய் ரெண்டு மொழியிலையும் ரெண்டு மொழியையும் அகத்து கொள்ள வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இரண்டகர் இரண்டகம் என்பது அதுதான் ஆனால் இங்கே என்ன ஒரு அர்த்தத்தை கற்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்காருன்னா